குழந்தைகள் அருகில் மற்றும் தொலைவில் பற்றி கற்றுக்கொள்ள உதவுவதற்கு இது ஒரு விளையாட்டு உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தையும் தங்கள் அருகில் உள்ள பூ பந்து அல்லது பட்டாம்பூச்சி போன்றவற்றை கண்டுபிடிக்கலாம் பிறகு தொலைவில் உள்ள ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தையும் தொலைவில் உள்ள மரம் மலை அல்லது மேகம் போன்றவற்றைக் கண்டுபிடிக்கலாம் இப்படி செய்வது தூரங்களை பற்றி குழந்தை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும்